வணக்கம் நான் இன்றைக்கி இந்த அழகான ஒரு இடத்துலேருந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ நம்ம எல்லாரையும் வந்துட்டு இந்த சந்தோஷமான உலகத்தில் படைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்காமல் தெரிஞ்சுக்காமல் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் நம்ம நிலைத்தடு மாதிரி போயிடுறோம் நம்ம வாழ்க்கையில் பலதரப்பட்ட மக்களை நம்ம வந்துட்டு சந்திக்கிறோம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கணத்துலேயும் நம்ம தாண்டி போகும்போது நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு எப்படி வழிநடத்த போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பொறாமைகளையும் எவ்வளோ வக்கரத்தையும் நம்ம சுமந்துக்கிட்டு தெரிகிறோங்கிறது நம்மளுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களில் யாரெல்லாம் வந்துட்டு எந்தெந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு பொறாமைப்படுறீங்களோ வக்கரப்படுறீங்களோ அது அத்தனை விஷயமும் வந்துட்டு கடவுளால் உங்கள் கிட்டே இருந்து அது தட்டிப்பறிக்கப்படுது எது எது யார் யாருக்கு எப்பெல்லாம் கொடுக்கணுங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தெரியும் Praise the Lord. God bless you all. Amen.